ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரான் புர்ஜி அது ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக செய்கிற ஒரு டிஷ் இது வந்து ரசம் சாதம் இல்லை ச சப்பாத்திக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா பிரான்புர்ஜிக்கு ஃபஸ்ட்டு ஆயில் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் நச்சீரகம் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சால்ட் கிர ரெட் சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சம் அந்த கரம் மசாலா அப்புறம் இந்த பட்டை அந்த பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு டூ கிராம் பிரானை வந்து மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுக்கோங்க அப்புறம் டூ கிராம் ப்ரானுக்கு வந்து ஒரு மூணு முட்டை என்ன ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சதும் பெருஞ்சீரகம் நச்சீரகம் கொஞ்சம் ரெண்டு வெடிச்ச உடனே கருவேப்பில் போடுங்க அப்புறம் க்ரீன் சில்லி ரெண்டு அதோட இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு அதை போட்டு வதக்குங்க இப்போ வந்து கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சீரகப்பொடி மல்லிப்பொடி அந்த மாதிரி உள்ளது ஒரு டூ ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ ப்ரான் வந்து கழுவி அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க புரிஜின்றனால பெருசாக இருக்க குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணுங்கள் இப்போ சால்ட் அதோடு ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு சால்ட்டோ போட்டுக்கோங்க நான் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து எக்கு ஆட் பண்ணணும் எக்கு வந்து ஒரு மூணு எக்கு எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா எக் பீட்டரில் பீட் பண்ணியாச்சு எக்கையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் பிரித்து சென்டராக ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் எக்கு வந்து நல்லா வேகும் பாருங்க அப்படியே ப்ரானோடு கொஞ்சம் இந்த எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட் டூ மினிட் நல்லா வதக்குங்க ஆ இப்போ நல்லா வதக்கிட்டு எக்கும் ப்ரானும் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்துடும் ஸோ சூடான ப்ரான் குஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ